நாங்க ரெண்டு நாள வேண்டிகிட்டே இருந்தோம் எங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தகவல் நீங்க அனுப்பிட்டீங்க நாங்க இவரு வெளியே போயிடணும் வெளியே போயிருந்தோம் இன்னைக்கு வேற லாக்டவுனுங்களா அதனால மாமனார் வீட்டு மாமனார் போயணும் நாங்க ரெண்டு நாளா வேண்டிட்டு இருந்தோம் அவரு இங்க வீட்டுல இருக்கக்கூடாது தொந்தரவு பண்ண கூடாது எங்களையே அப்படின்னு லாக்டவுன் ஆனதுனால அவர் வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு ரொம்ப சந்தோஷம் நாங்க வெளியில எங்கேயுமே போய் பண்ண முடியாது இந்த மாதிரி எல்லாம் எங்க வீட்டுக்கார அனுப்ப மாட்டாரு வீட்லயே இந்த மாதிரி நாங்க மூணு மணி நேரம் பாக்குறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து உங்களுக்கு ரொம்ப நன்றி தம்பி ஸ்டார்டிங்ல வந்து ஒரு தேர்ட் இருக்கு அதை செஞ்சோ ஒரு பவர் வரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லதான் இதுதான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கூட வந்து அவங்க வீடியோ பாத்து அப்புறமேட்டுக்கு நாங்க ரொம்ப நாள் ஐயோ தீட்சை வாங்கணும் யார குரு யார போய் குருவா ஏற்பட்டு இருக்கு எவ்வளவு பிடிச்சிருப்பாங்க எங்க போகணும்னு ரொம்ப கடைசியா கடவுள்கிட்டே விட்டுட்டோம் நீங்களே பார்த்து ஒரு நல்ல குருவ நீங்க சொல்லுவீங்க ஒரு மாணவன் தயாரா இருக்கும்போது குரு அந்த இடத்துல வந்து நிப்பாரு ரொம்ப நன்றி என்ன சொன்ன பாதையில எல்லாமே தெளிவாயிருச்சு அவ்வளவுதான் நீ இதையும் புடிச்சுக்கங்க அதையும் புடிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னது அதுவே ரொம்ப சந்தோஷம் நீ மேல எந்த ஒரு இது எல்லாம் அடுத்து அவங்களுக்கு நல்லது நடந்த எங்களுக்கு அடுத்த பிரிவு வேண்டாம் முத்தி அடைஞ்சுட்டா போதும் குரு ஆசிர்வாதம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டோம் குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் முன்ஜென்ம ஞாபகங்கள் ஏன் மனிதனுக்கு வருவதில்லை இதை பற்றி தான் நீ பேச போகிறோம் ஏன்னா பல பேருக்கு முதல்ல முன்ஜென்மன் ஒன்று இருக்கானே டவுட்டாக இருக்கு அதை பற்றி கிளியராக ட்ருத்ஸ் அபவுட் ரீஇன்கார்னேஷன் முன்ஜென்மத்தை பற்றிய உண்மைகள்னு ஒரு தெளிவான ஒரு வீடியோ ஒன்று பேசியிருக்கேன் அதை பார்த்துருங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக புரியும் அப்படி இருக்கிறப்போ பல பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியலனாவே அது இல்லவே இல்லைன்னே நினச்சிக்கிறீங்க காற்றை கண்ணில் பார்க்க முடியுதா ஆனால் காற்று இல்லைன்னு சொன்னால் அவங்களால ஏற்றுக்க முடியுமா எப்படி ஏற்றுக்க முடியாமல் இருப்பீங்க ஏன்னா காத்து இருக்கிறதுனாலதான் சுவாசிக்கிறீங்க அது போலதான் கண்ணுக்கு தெரியாம ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஒரு மனிதன் எப்போ ஞானநிலை அடை அடைவான் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நம் கண்ணிற்கு தெரியாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த உலகத்தில் இயங்கிகிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கு அதை பார்க்கறதுக்கு உண்டான பக்குவமும் தெளிவும் எனக்கு பத்தலை எனக்கு அதுக்கு உண்டான அறிவு இல்லைன்னு எப்போ நீங்கள் சரண்டர் ஆகுறிங்களோ அப்போதான் ஞானம் என்பது துளிர்விட ஆரம்பிக்கும் அப்போ தான் துளிர்விடும்ன்ற ஞானம் கிடைக்காது அப்போதான் துளிர்விடும் அதை விட்டுட்டு எல்லாமே எனக்கு தெரியும் நான் கண்ணில் பார்க்கலன்னா எல்லாமே போய் தேவைன்னா ஏன் முன்னாடி வந்து ப்ரூவ் பண்ணு அப்படின்னா யாருக்கு இங்கே தேவை முன்னாடி வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சில மாபெரும் மனிதர்கள் தான் முன்னாடி வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் இதை புரிஞ்சுக்கப்பா இது இப்படி இருக்குப்பா இது அப்படி இருக்குப்பான்னு சொல்லி நீங்கள் நல்லா இருக்கணும்னு பேசுவாங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அவாம வாழ்க்கையை பார்க்குறக்கே டைம் சரியா இல்லை அது அவன் வாழ்க்கையை பார்க்கறக்கே டைம் பத்தலை அப்படி இருக்கிறப்ப எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருப்பாங்களா அவங்க அவங்க ஒரு ஜென்மம் பத்தாது நூறு வருஷம் பத்தாது தெரியுமா அவங்களுக்கு ஏன்னா அவ்வளோ கர்ம இருக்கு இப்படியே தவரில் உட்கார்ந்தாலும் நூறு வருஷம் நூறு வயசு பத்தாது அப்படி இருக்கிறப்போ குடும்ப வாழ்க்கையிலேயே இருந்துட்டு இதையும் பார்க்குறது எவ்வளோ பெரிய டஃபான டாஸ்க் இதில் உங்களை வந்து வேறு சில சரிப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஒரு சில பேர் வாய்ப்பே கிடையாது ஸோ அதனால முதல்ல புரிஞ்சுக்கங்க முன்ஜென்மம் என்பது உண்மை முற்பிறவிகள் என்பது உண்மை இதை நான் சொல்லலை ஏகப்பட்ட சித்தர்களும் மகான்களும் என்லைட்டன் பீயிங்ஸ் பல பேர் சொல்லியிருக்காங்க ஆன்மீக வழியில் வந்த உண்மையை உணர்ந்த பல அதிசயங்கள் நிகழ்த்திய மாபெரும் குருக்கள் சொல்லியிருக்காங்க நான் சொல்லலை அப்போது ஏன் ஒரு ம சரி நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க இப்போ முன்ஜென்ம இருக்குன்னு வச்சப்போமே முற்புரை வீல் எனக்கு அந்த ஞாபகம் இருக்கணும் இல்ல ஏன் இல்லை அடுத்த கேள்வி ஒரு புத்திசாலித்தனமான கேள்வின்னு கேட்கறீங்க உங்களை நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்களை அசிமா திட்டா உங்களை வச்சு செஞ்சுட்டானா அதைவே மறக்க முடிய மாட்டேங்குது உங்களால் அதே நினச்சி நினச்சி நினைச்சு ஐயோ எனக்கு இப்படி நடந்துருச்சு ஐயோ என்னை இப்படி பண்ணிட்டானே இவனை என்ன பண்ணுறது எனக்கு அவ்வளோ ஆத்தரம் வருது இவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு கொலை பண்ணுற அளவுக்கு போயிடுறீங்க அவனை நேரில் போய் கொலை பண்ணுறீங்களோ கனவுல ஒரு நூறு டைம் கொழவு அவனை மென்டலி அதை நினச்சி பார்த்து நினச்சி பார்த்து அவனை டார்ச்சர் பண்ணி சாட்டை எடுத்து அடித்து கத்தியை வச்சு கீறி கம்பி வேலியில் பிடிச்சி அந்த பக்கம் தேய்ச்சி இந்த பக்கம் தேய்ச்சி அவனை அவ்வளோ கொடூரத்தனமான எண்ணங்களோட தாக்குறீங்க அவனை நீங்கள் ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு வருஷம் நடந்ததவே உங்களால் மறக்க முடியாமல் சின்ன பின்னப்பட்டு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க முன்ஜென்மம் நீங்கள் நான் இன்னும் பல ஜென்மங்கள் அதுக்கு முன்னாடி இருக்குது அதில் முற்பிறவி போன பிறவில நீங்கள் எங்கே இருந்தீங்க என்ன பண்ணீங்க உங்களை யார் என்ன பண்ணாங்க உங்களுக்கு யார் யார் என்னென்ன துரோகம் பண்ணாங்க உங்களை வச்சு செஞ்சாங்களா செய்லியா அப்படின்ற ஞாபகம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஜென்மத்தை உருப்படியாக வாழ்வீங்களா மறக்க முடியுமா உங்களோட மைண்டு முதல்ல தாங்குமா நீ அவ்வளோ தூரம்லாம் போவே வேண்டாம் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உங்க காதுக்கு கேட்குதுன்ற மாதிரி இறைவன் ரொம்ப அழகாக சூப்பராக படைச்சிருக்கான் ஒவ்வொரு வேலை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்க காதுக்கு கேக்குதுன்னு வச்சுப்போம் ரொம்ப சட்டில்டா ரொம்ப சட்டிலான ஸ்டேஜ்ல காதுக்கே கேட்காத ஒளியெல்லாம் இருக்கு டீப்பான ஒலியெல்லாம் இருக்கு அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிச்சுன்னா நிம்மதியா தூக்கம் வருமா உங்களுக்கு எப்படி வரும் இப்போ ஒரு பூ ஒரு பூ மலர்ந்து விரிஞ்சு வர்றதுல அவ்வளோ பெரிய ஆற்றல் சக்தி இருக்கு அவ்வளோ சவுண்ட் இருக்குன்ற அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சுன்னா எப்படி நிம்மதியா தூங்க முடியும் உட்கார முடியுமா போக முடியுமா வர முடியுமா அப்ப மனிதனாக பிறக்கப்பட்டதை நம்ம கர்ம வினைகளை கழிப்பதற்காக தான் அந்த வேலையை உருப்படியா சைடான்றதுக்காக தான் அந்த பாடிய எடுக்க கொடுத்துருக்காங்க அதனாலதான் முன்ஜென்ம கர்ம வினைகளும் முன்ஜென்ம ஞாபகங்களோ உங்களுக்கு இல்லை அவருக்கு நல்லா தெரியும் இவன் இவனுக்கு இவனுக்கு இதை ஞாபகப்படுத்திட்டோம் ஞாபகம் வர வச்சிட்டான் அப்படின்னா இவன் இதே வேலையாத்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான் போன ஜென்மத்துல யார் யாரு என்ன பண்ணாங்க நீ எங்க போய் குலை பண்ணாங்க என்ன பண்ணா அந்த அநேகன் படத்துல வர மாதிரி போன ஜென்மத்துல அந்த தனுஷை வந்து இவரு என்ன யாரு கார்த்தி அஹ் அடுத்து இந்த ஜென்மத்துல போய் தேடி போய் வச்சு செய்யறாப்புல இல்ல அந்த மாதிரிதான் போன ஜென்மத்துல போனதுக்குல இந்த ஜென்மத்துல உட்காந்து நீங்க பழி வாங்கிட்டு இருப்பீங்க அந்த பெருந்தன்மையான எண்ணம் என்பது உங்களுக்கு வரவே வராது இந்த மனித உடல் எடுத்ததனுடைய நோக்கமே கர்ம வினைகளை கழித்து அந்த இறைவனோடு போய் நம்ம சேரணும் அந்த ஸோ ஸோ கால்டு சுப்ரீம் பவர் நம்மளை மீறின பிரபஞ்ச சக்தி அருப்பேராற்றல் சொல்லலாம் பரம்பொருள் சொல்லலாம் அதனால தான் பேர் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வச்சிருக்கேன் என் ஃபவுண்டேஷன் கிடையாது பரம்பொருளோட ஃபவுண்டேஷன் தான் அவர் போடுற பிச்சையில் நடத்திக்கிட்டு இருக்கேன் அவர் போடுற பிச்சைலாம் மக்களுக்கு நல்லது பண்ணிகிட்டு இருக்கேன் அறிவு பிச்சையாக இருந்தாலும் சரி பொருள் பிச்சையாக இருந்தாலும் சரி எல்லாமே அவருக்கு போடுறது தான் அவள் போடுறது தான் அவள்னு வச்சுக்கங்க அவள்னு வச்சுக்கோங்க எப்படி வேணாலும் அப்படி இருக்கிறப்போ அந்த பரம்பொருள் நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன கொடுத்தது என்ன உபதேசித்தது என்ன கர்ம வினைகளை கழிச்சுட்டு வா என்னோட வந்து ஐக்கியமாயிடும் அவ்வளோதான் அதுக்கு தேவை என்ன தெளிவான சிந்தனை தான் தேவையில்லாத சிந்தனை தேவையில்லைன்றாங்க அதனாலதான் முன்ஜென்மன் ஞாபகங்கள் இல்லாமல் படைச்சிருக்காங்க ஒருவேளை அதோட உங்களை படைத்து விட்டால் அதே நினைப்பாக சுத்தி கொண்டிருப்பீர்கள் அந்த பெயின் உங்களால் தாங்க முடியாது ரொம்ப வழி வேதனையை கொடுக்கும் தேவையில்லாத சிந்தனைகளை கொடுக்கும் ஆனா இதுல எக்ஸப்ஷனான சில பேரும் இருக்காங்க முன்ஜென்மன் யாவகங்கள் வந்த ஏகப்பட்ட மகான்கள் ஏகப்பட்ட சித்தர்கள் ஏகப்பட்ட சராசரி மனிதர்கள் பல லட்சம் பேர் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க நமக்கு தெரியலன்ற காரி தெரியாதுலாம் எனக்கு தெரிஞ்ச ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ இந்த புத்தர் அஹ் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரையே சொல்றேன்னு ஞானம் அடையும் போது அவர் இத்தனை நாள் அந்த பிறவில என்னெல்லாம் அவருக்கு நடந்தோ மொத்தமும் ஞாபகம் வந்துருச்சு ராமகிருஷ்ண பரமம்சருக்கு ஞாபகம் வந்தது விவேகானந்தருக்கு ஞாபகம் வந்தது இந்த மாதிரி மனிதர்கள் குறிப்பிட்ட மகான்கள் சாதாரண நபர்கள் சில பயிற்சி முறைகள் கிரியா யோகமோ வாசி யோகமோ சித்த வித்தையோ மனதை கவனிக்கக்கூடிய பயிற்சியோ இல்ல குண்டலினி உபதேசம் பெற்ற குண்டலினி பயிற்சியோ ஏதோ ஒரு பயிற்சி அவங்க பண்ணும்போது புதக்கோர் அவங்க வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல நிலைக்கு போயிட்டாங்க பழைய ஜென்மன் ஞாபகங்கள் வேணும்னு நினைச்சா வந்துடும் ஞாபகங்கள்லாம் வந்துடும் ஆனால் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம் பத்தாது இதனால தான் சொல்றேன் அந்த பக்குவத்தன்மை வர்ற வரைக்கும் உங்களுக்கு அந்த விஷயத்த பொக்கிஷத்தை கொடுக்கறதில்லை நீங்க அதுக்கு தகுதியானவர்னு தெரிஞ்சதுனால தான் அவங்க கொடுக்கறதுக்கு தயார் நிலையில இருக்காங்க இருபத்தி மணி நேரம் அவங்க கொடுக்கறக்கு தயார் நிலையில இருக்காங்க ஆனால் கொடுக்கறது இல்லை ஏன்னா அது உங்க நல்லதுக்காக தான் கொடுத்தாங்கன்னா உங்களால தாங்கிக்க முடியாது இதனாலதான் முன்ஜென்மன் ஞாபகங்கள் நமக்கு இல்லை ஆனா முன்ஜென்மம் இல்லை என்று சொல்வது அறியாமை முட்டாள்தனம் அதனால அந்த வேலையை பண்ணாதீங்க இந்த ஜென்மத்தில இருந்து எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறது அப்படின்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்ப இதவே போன ஜென்மன் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க இதே மாதிரிதான் போன ஜென்மத்திலயும் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க இதெல்லாம் நம்பாம நம்பாம நம்பாம நம்பாம வாழ்ந்து உயிர் போயிருக்கிற மறுபடியும் அடுத்த பாடி எடுத்திருக்கீங்க இந்த ஜென்மத்தையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க இதெல்லாம் பொய் பொய் பொய் பொய் பொய் பொய் பொய் பொய் நினைச்சா வேஸ்ட் பண்ணிடாதீங்க நான் சொல்றது பொய்னா மொத்த சித்தர்கள் மகான்கள் சொன்னதுமா பொய் வேதங்கள் பொய்யா சித்தாந்தம் பொய்யா வேதாந்தம் பொய்யா அது எப்படி பொய் அதனால இந்த ஜென்மத்தையும் அதே நினைச்சா அதே மாதிரி வாழ்ந்து முடிச்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க அரிதரி மானிடராய் பிறத்தல் அரிதுன்றதுனால மனித பிறவையை உபயோகப்படுத்தி உயர்ந்த நிலைக்கு போய் இப்பவே உங்களுடைய கர்மாவை கழித்து விடுங்கள் இந்த உடலை பயன்படுத்தி அற்புதமான உடலை பயன்படுத்தி உயிர் இருக்கும் போதே ப்ராப்பரா பயன்படுத்தி தப்பிச்சுடுங்க அப்படி இல்லைன்னா பிறப்பின் சுழற்சியில மறுபடியும் மறுபடியும் மாட்டிட்டு முடிப்பீங்க ரொம்ப கவனமா இருங்க